இஸ்லாம் தந்த மாபெரும் மேதை மகமூதர் வழியில் ஆண்களே வாரிலோ இஸ்லாம் தந்த மாபெரும் மேது மகமூதர் வழியில் ஆண்களே வாரினோ முஸ்லிம் பான்வை முஸ்லிம் பான்வை பேலிய நாளும் வாழ்விடவே இல்லை பெண்களே வாரிலோ முஸ்லிம் ஆண்மை பேலிய நாளும் வாழ்விடவே இல்லை பெண்களே வாரிலோ ிய நபியை போலே ஜகத்தில் மூடரை நுண்ணறிவாளே திருத்திய நபியை போலே ஜகத்தில் வாடிய பெண்கள் கூட்டம் எம்பெரும் மானார் ஏற்றம் அடைந்தனர் பார் இல்லாம் தந்தர் மாபெரும் மேற்கோதர் வழி ஆண்களே வாரினோ माबेर वे आज वाली रो நாம் இன்று வித்தை எள்ளி இறைத்தனரே தானந்து கர்வம் தள்ளி நாம் வித்தை எல்லி இறைத்தனரே மானாபிமானப்பன்மை வாழ்பவர் நெஞ்சம் தண்ணில் நிறைத்தனரே இஸ்லாம் தந்த மாபெரும் மமூதர் வழி ஆஞ்சலை வாழ்கிறோம் नाल मुसलमान पेने वार् நபி பிறந்த நரேம் இருள் நிறை உலகமானே அருள்மதியாக நபி பிறந்த ஓ வரிவுடன் சொல்லும் சலீம் பாசத்தை ஓங்க வைத்து சிறந்த நரே இல்லாம் வந்த மாபெரும் மேது மோதர் வழி ஆண்களேவாரின் முஸ்லிம் ஆண்மை பேரும் வாழ்விட வேண்டும் பெண்களை வாரியோ ஆண்களை வரிறோம் பெண்களை வாரியோ